ONCE ONCE MORE! Once MORE! இதான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ நீங்களும் தட்டிவிட்டு அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நீங்க கேன்மா ஸ்ட்ராப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் க்ரியேட் நியூ அப்படின் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அஸ்பெக்ட் ப்ரைஸோ இல்லை ஒன்று லிஸ்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் நெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் இடது பக்கத்தில் மேலே பாருங்கள் இமேஜ் இருக்கும் அதில் போய்ட்டு ஏதாவது ஒரு கலரில் நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜாக செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு அதன் மேலே ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ நீங்கள் எந்தளவுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே பாருங்கள் ரைட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு வீடியோவுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போது ஒரு பேக்ரவுண்ட் டெப்லெட் ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதை எடுத்த பிறகு நீங்கள் வளர்ச்சியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க அதில் ஸ்பிட் ஸ்கிரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு நீங்கள் அதில் மறுபடியும் ஒருத்தர் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வளர்ச்சியில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் குரோமா கீ அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன ஆன் பண்ணி வைங்க ஆன் கீ கலரில் போயிட்டு பச்சை கலர் அதாவது கீ கலரில் போயிட்டு கிரீன் கலர் செட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்கிறேங்களா இதுல ரெண்டு கீ தேவையான இமேஜ் எடுத்த பிறகு நீங்கள் அந்த இமேஜ் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆரோமாரி இருக்கும் ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும் அதை பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த டெம்ப்ளேட் பக்கத்தில் கொண்டு போயிட்டு நீங்கள் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க அதில் சென்ட் பேக் இருக்கும் கொடுத்த பிறகு இப்போ அந்த ஃபோட்டோ பக்கத்தில் ஆரோமாரி இருக்கும் அதை ஜூமிங் ஆப்ஷன் ஆப்ஷன் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வைங்க ஓகேங்களா நான் இந்தளவுக்கு செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிக்கிட்டு நோட்டம் ஒருத்தர் க்ளிக் பண்ணி வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே பாருங்கள் டிகாப்ஸ் இருங்க அது கொடுத்து வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துடுங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம இதில் ஒரு லைட் டெம்பரேட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்கில் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு எடுத்துக்கங்க ஓகே அது எடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணிங்க வளசல் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அறுபடி அந்த டெம்லெட் மேலே ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வளசில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் போட்டு வாங்க ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு டிகாப்ஷன் கொடுக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோக்கன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இமேஜ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை எடுத்துக்கோங்க ஓகே இந்த டெஸ்ட் இமேஜ் எடுத்துக்கோங்க எடுத்த பிறகு அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் உங்களுக்கு எந்த எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் நகர்த்தியை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா வச்ச பிறகு வச்ச பிறகு நீங்கள் வளர்ச்சியில் டிகாப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு நீங்கள் மறுபடியும் நீங்கள் அதை வீடு எண்டத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் டிகாப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் விட்டுவிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம இதில் டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு ஸ்டிக்கர்னு இருக்கும் அதில் போங்க அதில் போயிட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் சப்லைன்ஸ் பார்க்குருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு உள்ளதை நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்த பிறகு நீங்கள் டிகாப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஆரோமாரி இருக்கும் அதை அப்படியே நீங்கள் இழுத்து ஃபுல்லாக வச்சுங்க ஓகேங்களா ஃபுல்லாக செட் பண்ணி வைங்க செட் பண்ணி வச்சுட்டு டிக்காப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதன்மே வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே பாருங்கள் ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு லிரிக்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு எடுத்துக்கோங்க அதை எடுத்த பிறகு மறுபடி நீங்கள் வளர்ச்சியில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்கீலில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரீன் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதன் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு லிரிக்ஸ் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுங்க ஓகேங்களா வச்ச பிறகு மறுபடியும் டிக் ஆப்ஷன் கொடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு லவ் ஃபெயிலியர் வாட்ஸ்அப் செர்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இப்போ வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இதை நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு மேலே பாருங்க ஆரம்பி இருக்கு அதை டவுன்லோட் ஆப்ஷன் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகமோ அந்த கிளாரிட்டிக்கு நீங்கள் செட் பண்ணிட்டு கீழே சேவஸ் வீடியோ அது கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என் சேனல் பண்ணுங்க நீ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் ஓகே பாய் அடேங்கப்பா <laughs>